வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளிவழியாக உங்கள் செவிக்கு சந்தர்ப்ப முடிவுகளால் அவர்கள் மட்டுமல்ல அவர்களை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையும் திசை மாறி போகிறது அப்படி திசை மாறி போன ஒரு பெண்ணின் கதையை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க இது உயர்த்திருசு சமுத்திரம் அவர்கள் எழுதிய ஒரு துரோகியின் விசுவாசம் என்ற சிறுகதை அக்காலத்தில் மயானமாகவும் இக்காலத்தில் மண்டி கிடக்கும் குடிசைகளாகவும் காட்சியளிக்கும் அந்த பகுதியில் எலிவளையம்போல் அமைந்த சந்த பொந்துகளில் நடந்து தேங்கி கிடக்கும் நீர்பகுதிக்குள் தேனிலவு நடத்தும் கொசுக்கள் கண்களில் மொய்க்காமல் இருக்க கண்ணில் விரல்விட்டு ஆட்டிக்கொண்டும் ஆங்காங்கே கோழி விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களை செல்லமாக காதுகளை பிடித்து திருகிக் கொண்டும் குடித்துவிட்டு புரளும் ஒருவனை வெறுப்பாக பார்த்து கொண்டும் செல்லம்மா மெயின் ரோட்டிற்கு வந்த போது ரோட்டின் முனையில் இருந்த கம்பத்தை பிடித்து கொண்டு கிழவியை பார்த்ததும் இயல்பாக வந்த ஏதோ ஒரு வார்த்தையை உருகுலைத்து விட்டு உருகுலைந்து நின்ற அந்த கிழவியை முறைத்து கொண்டு நின்றாள் லேசாக முதுகை வளைத்துக்கொண்டும் வலது கையை மார்போடு சேர்த்து கூம்பு மாதிரி மேல்நோக்கி வளைத்து உள்ளங்கையை கிண்ணம்போல் குவித்துக் கொண்டும் அதில் அம்மை தழும்புகள் கொடுத்த அழுத்தமான முகத்தை அழுத்திக் கொண்டும் கிழவி செல்லம்மாவின் போர்கண்கள் தாங்க மாட்டாதவள் போல் உடம்பி திருப்பிக் கொண்டு புறமுதுகுட்டிக் கொண்டு நின்றாள் ஆயாவுக்கு வயது ஐம்பதை தாண்டிவிட்டது அவள் உடம்பி விட்டு தாண்ட போவது போல் இருந்த அவள் கைகளும் கால்களும் காட்டாமல் காட்டின அவள் ஒரு காலத்தில் இளம் பெண்ணாக இருந்த போது மேனி மத இருந்திருக்க வேண்டும் என்பதற்கு நினைவுகள் போல் அவள் மார்பும் வயிறும் கல் மாதிரி கொஞ்சம் அழுத்தமாகவே இருந்தன கால்களையும் கைகளையும் முகத்தையும் விளக்கிவிட்டு பார்த்தாள் அவளை இப்போதும் நடுத்தர வயது பெண் என்று கண் மங்களானவர்கள் சொல்லலாம் செல்லம்மாவிற்கு அவளை பார்க்க பார்க்க பற்றி வந்தது கிருஷ்ணாய்கள் செத்து போட்டேன்னு தல முழுகிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் வந்து நிக்கிறீய உனக்கு வெக்கமே இல்லையா கொஞ்சமாவது சூடு சொர்ண தெமுதாவடி இருந்தா வருவியா உம் உனக்கு சூடு இருக்கும்னு நான் நினைச்சதே தப்பு சூடு இருந்தாக்கா இப்படி பூடிய இன்னொரு வாட்டி இந்த ஆண்டை பாக்கலாமன்னு வந்த மவளை மயானத்துக்கு பூடுவ செல்லம்மா நகர போனாள் கூனி குறுகி நின்ற கிழவி அவளை லேசாக திரும்பி பார்த்து விட்டு பிறகு மீண்டும் திரும்பி நின்று கொண்டே பேசினாள் உனக்கு கல்யாணம்னு சொன்னாங்கோ பிள்ளையாண்டா எப்படி கீரான்னு பாத்துட்டு போலான்னு தோணுச்சு கல்யாணங்கிற வார்த்தையை பேச உனக்கு இன்னமைய பத்து நீங்க பேச வேண்டிய வார்த்தைய பலவற்றம் கொண்டு பேசுன கிழவி போகாமல் அங்கேயே நின்றாள் அவளை அனுப்பி போகலாமா என்று சிறிது யோசித்து கொண்டிருந்த செல்லம்மா காரி துப்பி மளிகை கடையை நோக்கி நடந்தாள் அவள் போகிறாள் என்பது உணர்ந்த கிழவி மீண்டும் உடம்பை திருப்பி போகிறவளையே பார்த்து நின்றாள் இருபத்தோரு வயதில் வயதுக்கேற்ற வாலிப்போடும் வாலிப்பிற்கேற்ற கம்பீரத்தோடும் கம்பீரத்திற்கேற்ற குரலோடும் குரலுக்கேற்ற முகத்தோடும் முகத்துக்கேற்ற முழு ஜுவாலை கண்களோடும் விளங்கும் செல்லம்மாவை பார்த்து கொண்டு நின்ற கிழவி முந்தாணி சேலையின் முனையை எடுத்து கண்களை ஒற்றிக்கொண்டாள் போயிடுவோமா என்று நினைத்து பின்னர் இன்னொரு வாட்டி பார்த்துட்டு போடலாம் என்று சிந்தனையை பரிசீலனை செய்து கொண்டே கிழவி மின்சார கம்பத்தில் முழுமையாக சாய்ந்து கொண்டு நின்றாள் பத்து பதினைந்து நிமிடமாக இருக்கும் இடுப்பை தற்செயலாக தொடுவது போல் தொட்ட அவனை சொல்லாமல் சினிங்கிய வண்ணம் சொல்லி கொண்டு வந்த செல்லம்மாவையும் கவர்ச்சியான கருப்பு நிற மேனையில் கட்டம் போட்ட லுங்கையும் பொம்மை போட்ட சொக்காவும் அலங்கரிக்க அலங்காரமாக வந்த அந்த வாலிபனையும் பார்த்து கிழவி திருப்தி பட்டு கொண்டாள் அவன் கண்கள் அங்கும் இங்கும் படராமல் நேராக பார்த்து கொண்டு வந்ததில் கிழவிக்கு படு திருப்தி அவர்கள் நெருங்க நெருங்க கிழவிக்கு கொள்ளாமல் மின்சார கம்பத்தில் முதுகை தேய்த்து கொண்டு நின்றாள் அவர்கள் கிட்டே வந்த போதும் மீண்டும் உடம்பை திருப்பி கொண்டாள் செல்லம்மாவுக்கு இன்னும் கோபம் தீரவில்லை போலும் சடன் பிரேக் போட்ட பல்லவன் போல் முன்னால் குவிந்து பின்னால் வளைந்து உடம்பை குளிக்கி விட்டு கொண்டு நின்றாள் போஸ்ட்ல நிக்காத சாக்கடிச்சிடு என்று சொல்ல போனவள் கோபட்டு பின்பு அந்த கோபத்தை கிழவியின் மேல் திசை திருப்பி விட்டாள் ஏமா இன்னு நினைக்கிற படா பேஜாரா பூட்ட நானு தான் கேக்குறேன் நீ எல்லாம் இதுக்காக புடவ கற்ற தம் துண்டாவது ஈனமானவாண்டாம் கிழவி தன் புடவியை இழுத்து விட்டு அவளை பரிதாபமாக்க பார்த்தாள் செல்லம்மா இப்போது நகரமாட்டாள் என்பதை புரிந்து கொண்டவன் போல் அந்த வாலிபன் நடந்து சென்று ஒரு பக்கமாக கேட்கும் போல் தம் அடித்து கொண்டு நின்றான் அவன் பிரிவாற்றாமையை தாங்க முடியாதவள் போல் செல்லம்மா அவசர அவசரமாக மடமட வென்று கொட்டினாள் நான் இங்க டீசெண்டா கீரது உனக்கு உருத்துதாமே ஒரு நாள் அப்பவும்தான் சுகமில்ல இப்பவும் சுகத்தை கெடுக்க நினைச்சா இன்னும் அர்த்தம் தயவு செஞ்சு போயிடுமே அட்னா நீயா கிழவி தன் கழுத்தில் அவளால் பேசாமல் இப்படி ஆயிட்டேன் நீயாவது மவராசியா இருக்கணும் மாரியா தட்ட நான் நினைச்சுக்கிறேன் உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி வாயிலையும் வயிற்றுலயும் ஒரு புழு பூச்சி வாத்துபுட்டேன்னா சந்தோஷமா கட்டிய கிழவி எதிர்பார்த்தது போல் ஒன்றும் நடக்கவில்லை செல்லம்மா எரிந்து விழவில்லை எரிந்து அணிந்து போன தீபம் போல் கிழவியை சூன்யமாக பார்த்தாள் அதுவே கிழவிக்கு போதுமான தைரியத்தை கொடுத்தது சற்று உரிமையோடு கேட்டாள் இன்னாவான் ஒப்பன மாதிரி பட்ட போடுவானா உன்னோட வந்தானே அவன்தான மாப்பிள்ள எப்ப கல்யாணம் எதுக்கும் நல்லா தெரியும்னாலும் ஒன்னு கிடக்க ஒன்னு பண்ணிக்காத ஆன அவனுக்கு விசுவாசமா நடந்துக்கணும் ஆணி அடிப்பது போல் எக்காலமாகவும் இலக்காரமாகவும் பேசினார் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கேவி ஒவ்வொரு விதமாக நைந்து கொண்டே போனார் நயனாவை பத்தி பேச உனக்கு இன்னமே ரேட்டிக்குது நான் எப்ப பண்ணினா உனக்கு இன்னமே நானும் தாலி மாத்தி புதுசா தாலி பூட்டாலும் பூடுவேன் நயனா பூட்ட தாலிய மாத்திக்காமல புருசன மாத்திக்க மாட்டேன் எனக்கு போயும் போய் நீ புத்தி சொல்றியா கஷ்டமாலாம் போமே உன் வீட்டுக்கு கண்ணால நோட்டீஸ எடுத்துக்கிட்டு வெத்தலை பாக்கோட வார நீயும் உன் கல்ல ஆம்பளை ஆனும் இங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலாம் துப்பு கெட்ட துத்துவாரி புத்தி இல்லாம சொல்ல வந்துட்டா பெரிய புத்தி கிழவி அம்மா முகத்தை கையால் மூடி கொண்டாள் பிறகு விரல்களை சற்று விளக்கி கொண்டே பெத்த மனம் பித்து பில்ல மன கல்னு சொல்றது சரியாதான் இருக்குது என்று லேசாக முடங்கினாள் இது செல்லம்மாவின் சினத்திற்கு கிருஷ்ணாயிலானது ஏமே பித்து பிடிச்சு பேசுற மனசு இல்லாம பெத்தவ எப்படிமே பித்து பிடிக்கியது ஏழு வயசுல எல்லா பிள்ளைகள மாதிரியும் நானும் ஆத்தா மடிகளை பொருள்ற வயசுல குயந்தைய விட்டுட்டு கள்ள புரிச மடிகளை போயிட்டிய உனக்கு அப்பத்து மனுசுமே யாராவது கேட்டா சிரிப்பாங்கோ தான் போட்ட குட்டிய முட்டி தள்ளிட்டு இன்னொரு கிடாவோட போற ஆட்டுக்கும் உனக்கு இன்னமே வித்தியாசம் நைனாதான் உனக்கு பிடிக்கல ரத்த பந்தம் இல்லாத மனுஷன் ஓரத்தில பிறந்த எண்ணெய ரத்திமர்ல விட்டுட்டு போட்டு இப்ப ரத்தின் வார்த்தைகளை வேதனையோடு பிரவேசித்தாள் நான் தட்டிக்கிட்ட கசுமாள்தான் இல்லன்னு சொல்லல ஓ நைனாவும் அதுக்கு ஜவாபின்னாலும் நான் செஞ்சது மாரியாத்தா தாங்க முடியாத கசுமாள புத்தி ஒரு வருஷத்துல உன்னோட நைனா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன் சேத்துக்கோங்க கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சினேன் அது பிச்சருவாவ தூக்கினு வந்தது அதுக்கு தெரியாம உன்னை எத்தனை வாட்டி சாட மாடையா பாத்துட்டு போடுவேன் உனக்கு ஒரும தெரியாமதான் கேக்குறேன் பதினஞ்சு வருஷமா கல்ல ஆம்பளை குடுத்தனும் ஒரு பிள்ளைய பெத்துக்காம ஏமா போன அப்ப பெத்து தொலைஞ்சிருந்தா என்னைய பாக்கணும்னு தோணு இருக்காது பாரு அதுலயும் உனக்கும் இல்லமா ஆத்தால இருந்தாலும் உன்னோட தாயிடே தாயின்னு இன்னொரு வாட்டி சொன்னியோ மாவழி அப்புறம் தெரிஞ்சது சேதி நாய் கூட குட்டிய விட்டுட்டு போடாது ஆனா நீ நீ என் வாயால சொல்ல ஆனா ஒன்னு தாய போல பிள்ள நூல போல சேலன்னு எவனோ ஒரு சோமாரி சொல்லிட்டு நானும் தாய் மாதிரி இல்லாத பத்தினு நிரூபிக்கத்தான் போறேன் போல இன்னொரு வாட்டி வராத இத்தோட சரி செல்லம்மா வேகமாக நடந்தாள் கிழவி பார்த்து கொண்டே மின்சார சாய்ந்ததால் ஷாக் அடித்தது குனிந்த தலை நிமராமல் நிமிர்ந்த முதுகு குனியாமல் கேட்டு பக்கமாக போய்கொண்டிருந்தாள் செல்லம்மா அந்த வாலிபனோடு சேர்ந்து கொண்டு குடிசையை பார்த்து நடந்தாள் நடந்த அவளுக்கும் சேர்த்து அவன் குடிசைக்குள் இருவரும் விளக்கில் மன்னனிகை ஊற்றிக்கொண்டிருந்தாள் நெடிய கொடிய மௌனம் அவள் தோழன் துயில் உரைத்தான் செல்லம் இன்னாதா இருந்தாலும் நீ அப்படி பேசப்படாது அதை பார்த்தா பாவமா கீது கீரா நீ மகளுக்கு மனசு இன்னா பாடுபடும் உனக்கு தெரிய நியாயம் இல்ல நீயே இன்னைக்காவது என்ன ஓடி போன முன்னோட மவளன்னு கேக்காமலா போடுவ நான் ஆத்தாக்காரி இருந்தும் அனாதையா போட்ட பாவியா சொல்லாமாவால் தன்னை இப்போது கட்டுப்படுத்த முடியவில்லை குழுங்க குழுங்க கேவி கேவி அழுதாள் தலையில் கூட ஒரு தடவை அடித்து கொண்டாள் லேண்டர் விளக்கை அப்படியே போட்டுவிட்டு அவன் தன்னை விட்டுவிடக் கூடாது என்று நினைத்தவள் போல் கெட்டியாக பிடித்து கொண்டு முகத்தை அதில் தேய்த்து கொண்டு அழுதாள் இதுவரை அவள் சிரிப்பதை மட்டுமே பார்த்த அவன் ஆச்சரியத்தோடு அதிர்ச்சியாகவும் அவளை பிறகு அவள் தலைமுடியை கோதிவிட்டு கொண்டே அலாதமே ஊர் உலகத்துல ஆயிரம் கீது நீ ஆயிரம் சொன்னாலும் என் மனசு ஆராதியா அப்படி இன்னயா தன் மீர்னு கொழுப்பு நீ கூடத்தான் என்ன லேசா தோடுற நான் இடம் கொடுக்கறேனா நீ தொட்ட சாக்கடிக்கதான் செய்யுது அதுக்காவ நானும் எப்பயாவது கொல்ப நடந்துக்கலாம்னு சொல்லியா பாக்கலாம் ஒரு வாட்டி நீ ஓவரா போனப்போ நியாயம் செல்லும் உலகம் நீ நினைக்கிற மாதிரி இல்ல ஆயிரம் அர்த்தம் காண முடியாத விஷயம் கீது இப்போ உன் வயசுல கீரை பல பொண்ணுங்க பல கை மாறிக்கல ஆனா நீ கன்றாவிய கீரை இதுக்கு காரணம் தெரியுமா சொல்லுமே எனக்கு ஒன்னும் ஒரு பேச்சுக்கு சொன்ன உன்னோட ஆத்தாவ நினைச்சு நினைச்சு அது மாதிரி ஆக கூடாதுன்னு சுத்தமா இருந்துட்ட ஓ ஆத்தா உன்கிட்ட அடிக்கடி வந்து என்ன மாதிரி ஆயிராதடீனு சொல்லாம சொல்லிட்டு போடுது இதனால நீ ஒழுங்காக்கிறதுக்கு உன்னோட ஆத்தா கை மாறினதும் ஒரு காரணம் ஆத்தாவுக்கு ஒரு வகையில நீ நன்றி சொல்லணும் பாவம் அதை இப்படி குத்தி குத்தி பேசுனதுக்கு பிரத்தியா நீ ஒரு கத்தியாலையே குத்தி செல்லம்மா கண்களை துடைத்துக் கொண்டே யோசித்தாள் அம்மாவை பேசியதை அநியாயம் என்று ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் அவ்வளவு தூரம் பேசியது அவளுக்கு நியாயமாகவும் இருப்பாள் என்று சிறிது சிந்தித்து பார்த்தாள் மீண்டும் அளப்போனாள் அதற்குள் ஒரு திடீர் யோசனை அவள் அழுகையை தடுத்தது ஒரு ஈய போனிக்குள் இருந்த ஐம்பது பைசா நாணயத்தை எடுத்து எதிர்கால கணவனிடம் நீட்டினாள் எதுக்குமே இத ஆத்தூடு நீ சொன்னது நாயந்தான் போயா பொண்ணுங்க மனசு புரியாத்தூடும் அவன் போனவனை அவள் பேச்சால் இழுத்தாள் நான் குடுத்தேன்னு சொல்லிடாத அதுக்கு குளிர் விட்டுடும் நீய பரிதாபப்பட்டு கொடுக்கறத சொல்லு உனக்கு பாக்குறதுக்கும் அதுக்கு ஒரு சான்ஸ் நீ எவ்வளவு நல்ல பிள்ளைன்னு ஆத்தாவுக்கும் தெரியட்டும் போயா குயிக்க போயா இந்நேரம் அது தங்க சலைய தாண்டி போயிருக்கும் அப்படியும் இப்படியும் ஒரு மாதம் ஓடியது செல்லம்மாவுக்கும் அந்த வாலிபனுக்கும் வட சென்னையில் உள்ள ஒரு குடிசை பகுதியில் மேல தாளத்துடன் தலைமையில் கல்யாணம் நல்லபடியாக நடந்தேறியது திருமண நாளில் ஆத்தாக்காரி வந்திருக்கிறாளா என்று செல்லம்மா அங்கும் இங்கும் கண்களை சுழலவிட்டாள் ஆத்தா அகப்படவில்லை அந்த இன்ப நேரத்திலும் அவள் கண்கள் துன்ப நீரை கொட்டின தாலி கட்டப்பட்ட அரை மணி நேரத்திற்கு பிறகு செல்லம்மா ரோட்டு பக்கமாக வந்தாள் ஆத்தாக்காரி கிட்டவில்லை மின்சார கம்பத்தையே வெறித்து பார்த்து கொண்டு போனாள் செல்லம்மா ஆத்தாவை கண்டுபிடிக்க முடியாமல் திரும்பி வந்த அவளுக்கு காசை நீட்டிய நேரத்தில் இருந்து மனசில் ஒரு பள்ளம் விழுந்தது அதை நிரப்ப ஆத்தாவும் அதற்கு பின்பரவில்லை ஓராண்டு காலம் ஓடியது இரண்டு குடிசைகள் ஒன்றாவது போல் இன்னொன்றும் உருவாகியது செல்லம்மா பிரசவ் ஆஸ்பத்திரியில் ஏதோ ஒரு வார்டில் தரையில் உள்ள பாயில் புரண்டாள் சுக பிரசவம் உரித்து வைத்தது போன்ற அழகான பெண் குழந்தை யாரும் வராத சமயம் செல்லம்மா குழந்தையின் கன்னத்தை நீவி விட்டு கொண்டிருந்தாள் ஒரு தாயின் மனம் எப்படி இருக்கும் என்பதை அனுபவ ரீதியாக பார்த்த அவளுக்கு ஆத்தாக்காரி மீது பாசம் ஏற்பட்டது அதே சமயம் இப்படிப்பட்ட பாசத்தையும் காம விரியால் எப்படி உடைக்க முடியும் என்று அவள் யோசிக்க யோசிக்க ஆத்தாவின் மீது கோபமும் வந்தது கோபமான அனுதாபத்து எழுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள் என்ன இது வேடிக்கையா இருக்கு பிரசவத்தில இவ துடிக்கையில என் பொண்ணு எப்படி இருக்கான்னு துடியா துடிச்ச இவ மயக்கமா கிடைக்கல தலையை கோதி விட்டுட்டு குழந்தைய எடுத்து கொஞ்சன என்றாலும்த்தாவுக்கும் ஏதோ தகராறு என்பது மட்டும் தெரியும் அம்மாவும் மகளும் விவகாரத்தை தனிமையில் தீர்த்து கொள்ளட்டும் என்று நினைத்தவள் போல் ஆஸ்பத்திரி சிடுமூஞ்சிகளுக்கு விதிவிலக்கான அந்த புன்னகை பத்திரையை போய்விட்டாள் கிழவி ஒடுங்கி போய் நின்றாள் மகள் திட்டுவது வெளியே கேட்க வேண்டாம் என்பது போல் வார்டு கதவை லேசாக தள்ளிவிட்டு கொண்டாள் மகளையும் பேட்டியையும் மாறி மாறி பார்த்து கொண்டு நின்றாள் இப்போது அவள் பார்த்தது நடக்கவில்லை செல்லம்மா அவளை பார்த்து லேசாக புன்னகை செய்தது மட்டுமல்லாமல் குயந்த ஒன்னாட்டம் இருக்குதுல என்று ஒரு கேள்வியை போட்டாள் அதுவே பாட்டிக்காரிக்கு போதுமானதாக இருந்தது மகளின் அருகே போய் கால்களை பிடித்து விட்டாள் தைரியப்பட்டு கன்னத்தை தடவி திடீரென்று எழுந்து பொங்கி வந்த அழுகையை வாடு கதவு வெளியேற்றிவிட்டு மீண்டும் மகளிடம் வந்து அவள் தலையை கோதிவிட்டாள் பேத்தியை எடுத்து உச்சி மோந்தாள் பின்பு கைகள் இரண்டையும் நெறித்து கொண்டு மகளையே பார்த்தாள் குழந்தை பெற்ற செல்ல பாவம் இப்போது குழந்தையாக உனக்கு பொண்ணு இல்லைனோ கூடாது கட்சி காலத்துல ஒன்னாயிட்டோம் மாதையாத்தா மனசு வச்சுட்டா என்றாள் கிடவு சிறிது நேரம் பேசவில்லை மகளியை பார்த்து கொண்டும் தன்னையை கேட்டு கொண்டும் சிறிது நேரம் இமை கொட்டாது நின்றாள் அந்த ஆளை நம்பி போட்டேன் இப்போ அது கண்ணி கெட்டு காலம் கெட்டு வாதத்துல கிடக்குது அதை விட்டு புட்டு உன்னோட வந்தா மாரியாத்தா மன்னிப்பு காட்ட மாட்டான் மாரியாத்தா போட்டோம் ஒருவனை நம்பி போனப்போ அவன் கெட்டி இப்ப என்ன நம்பி இருக்கிறப்போ நான் துரோபம் பண்றது பாவம் ஒரு வாட்டிதான் துரோபம் பண்ணிட்டேன் இரண்டாவது வாட்டியும் துரோபம் பண்ணப்படாது கட்டாத புருசனை விடுறதுல தப்பு இல்லைன்னு ஊரு கூட சொல்லும் எனக்கு உன் கூடியே தான் அத பாக்குறதுனாலயும் எனக்கு வெறுப்பாக்கிது ஒரு வாட்டி தொடப்பத்தை எடுத்து கூட சாத்திட்டேன் ஆனால் அது நாதி இல்லாம கிடக்குது நான் தான் இடியப்பன் சுட்டு கஞ்சி ஊத்துறேன் அதையும் சேர்த்துக்கோன்னு உன்கிட்ட கேக்கலான்னு தோணுது அது அம்போன்னு விடுறது நியாயம் இல்ல உன் ஐனா காட்டியும் குடிக்காம அதையும் குடிசைக்குள்ள கூட்டி வந்து குடிக்க கொடுக்காம இருந்தா நானும் குடிக்கெடுத்தவளா மாறாம பத்தினியா இருந்திருப்பேன் என்ன பண்றது போதாத காலம் எனக்கு இல்ல என் கையப்பட்டா பாவம் நீயே பூட்டுக்கோ நான் செஞ்சு விட்ட பாவத்தை நான் தான் திங்கனும் உனக்கு எந்த சொத்தையோ சுகத்தையோ கொடுக்காதப்போ என்னோட பாவத்தை கொடுக்கறது நாயமா ஆனா ஒண்ணு என்னோட பொண்ணு கூட சந்தோஷமா கிழவி பேச்சு மட்டுமில்லாமல் மூச்சையும் நிறுத்த போனவள் போல் அதை இழுத்து பிடித்து விட்டாள் செல்லம்மா ஆத்தா என்று கூப்பிடவில்லை ஆனால் அவளின் அழுகை ஒளி ஆயிரம் தடவை ஆத்தா ஆத்தா என்று சொல்லாமல் சொல்லுவது போல் ஒழித்தது இந்த சிறுகதை இத்துடன் நிறைவடைகிறது இந்த சிறுகதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும் மீண்டும் அடுத்ததொரு நாவல் அல்லது சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி உங்கள் செவிக்கு விருந்தாக நன்றி வணக்கம்